ஒரு முக்கியமான தத்துவம் அதே மாதிரி நிக்குமா நிக்காது அதே மாதிரி ட்ரெயின் முன்னாடி நம்மளால ஓட முடியும் ஆனா ஓடுற ட்ரெயின் முன்னாடி நம்மளால நிக்க முடியுமா முடியவே முடியாது